வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல் நம்ம ஜாப் கேம்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இத கிளிக் பண்றதனால நாம எப்பலாம் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனே உடனே வந்துரும் வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம் ஹாய் फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல் இதுவரகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் မநாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு நோட்டிபிகேஷன் பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க ஏன் சொல்றே நாம போடுற ஜாவபதியின் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைம்ல கிடைச்சா மட்டும்தான் நீங்க டைம்ல அப்ளிகேஷன்ஸ் போட முடியும் அதனாலதான் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மூசா பாருங்க ஏன்னா தமிழ் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அவங்களுக்கு இது சூட்டபிளான ஜாப் நிறைய பேரு இந்த ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சில பேர் ஃபிஃப்த் கிளாஸ் சில பேர் எயித்து ஃபெயிலாக இருப்பாங்க சில பேர் டென்த் ஃபெயில் ஆயிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க பட் சில பேர் பார்த்தீங்கன்னா எழுத தமிழ் எழுத படிக்க தெரியும் பட் அவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை மூசா பாருங்க என்ன ஜாப் சார் அப்படின்னு நீங்க நான் கேட்பீங்க என்ன ஜாபா இருக்கும் அப்படின்ட்டு சிவகங்கை டிஸ்டிக் கோர்ட்ல வந்து டென்த்து வித்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் டோட்டலா இருபத்தி மூணு இருக்கு சிவகங்கை டிஸ்டிக் கோர்ட்லதான் ஜூனியர் பில் ஆஃப்ல போஸ்ட் இருக்கு நைட் வாட்ச்மேன் எட்டு மலாச்சி நாலு போஸ்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்போது ஒரு நாலு இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்கு தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க ஜூனியர் விழாஃப்க்கு பார்த்தீங்கன்னா டென்த் படிச்சிருந்தாலே போதும் நைட் வாட்ச்மேனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் மலாச்சிக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் ஏஜ் என்ன கேட்டகிரி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு மத்த கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி அதாவது பிசி முஸ்லீம் எல்லாருமே அட்டன் பண்ணலாம் தயவு செய்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா பாருங்க பொறுமையா தான் சொல்றேன் நானு பிசி இவங்கலாம் வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு இருக்கணும் அதாவது இந்த கேண்டிடேட் கார் கேன்டேட் நாட் பிலாங் எஸ்சி எஸ்டி இருக்கூடாது எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்கலாம் இல்லாமல் ஜெனரல் கேட்டகரி மட்டும் பதினெட்டுல இருந்து முப்பது பேஸ்கேல் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்துல இருந்து அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் டென்த் குவாலிபிகேஷன் மத்த ரெண்டு அதாவது நைட் வாட்ச்மேன் வல்லாசி பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேண்டிடேட் எப்படி என்ன பெஸஸ்ல எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இன்டர்வியூ மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது டென்த் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃபா எல்லாம் கேப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நார்மல் தான் ரெண்டாவது நைட் வாட்ச்மேன் வேலை செய்யும் பாத்தீங்கன்னா விழுத படிக்க தெரிஞ்சாலே போதணும் அதாவது நார்மலா தான் கேட்பாங்க இன்டர்வியூல யாரும் தயவு செய்து பயப்படாதீங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செய்து அப்ளை பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் நம்ம சேனல்ல பாக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தயவு செய்து இந்த சான்ஸ்ஸை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க எந்த ஒரு டவுட் இருந்தாலும் என்னோட சேனல் மூலியமா என்னோட கமெண்ட்ஸ் மூலியமா கண்டிப்பாக கேளுங்க இந்த வீடியோவோட இந்த ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர லிங்கை தயவு செய்து ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லாவே கொடுத்துருங்க ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றேன் நான் கீழே நோட்டிபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கு அதே ஓபன் பண்ணி உங்களுக்கு நான் மொத்தமா சொல்றேன் இந்த வீடியோ மூசா பாருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அபிஷியல் வெப்சைட்ல போனாலே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் அபிஷியல் வெப்சைட்லேயே கிடைக்கும் அதை பிரிண்ட் எடுத்து அது கூட என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களோட படிச்ச டாக்குமெண்ட்ஸ் அதாவது டென்த் படிச்சிருந்தா 10th, 8th, படிச்சிருந்தா எய்த் நீங்க டிகிரியே முடிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா கூட டிகிரி ஹோல்டரும் அப்ளை பண்ணலாம் அதாவது டென்த் மினிமமும் நீங்க எம்பிஏ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் நீங்க பிஹெச்டி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்காக சார் நான் அப்ளை பண்ணலாமா டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமான்னு கேக்காதிங்க யார் வேணா அப்ளை பண்ணலாம் பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து வேணும் இல்லை தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா அந்த ரெண்டு ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா என்ன டேட் ஐடி ப்ரூஃப் டேட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது உங்க மார்க்ஷீட் ஃபுல்லாக அப்புறம் ஜாதி சான்றிதழ் எல்லாமே வச்சு இந்த அட்ரஸ்க்கு அட்ரஸ் டூனு டிஸ்ட்ரிக் ஜட் டிஸ்ட்ரிக் கோர்ட் சிவகங்கை இந்த அட்ரஸ்க்கு பை போஸ்ட் மூலியமாக அதாவது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி போய் சேரணும் நீங்க அப்ளிகேஷன் மேல என்ப் மேல என்ன எழுதணும்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர்னா ஜூனியர் நைட் வாட்ச்மேனா இந்த அப்ளிகேஷன் மேல எழுதி அப்ளை பண்ணுங்க ரெண்டாவது என்னைக்கு ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி அது இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாள் இருபத்தி மூணு நாள்தான் இருக்கு தயவு செய்து அப்ளை பண்ணுறேன் அடுத்த மாசமே எக்ஸாம் ஜூலை ஆகஸ்ட் உள்ள எக்ஸாம் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இதோட அபிஷியல் வெபேஜ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நிறைய பேர் சொல்றாங்க சார் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அதுக்காக தான் உங்களுக்கு உங்க எதிர்க்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுவாரு பேஜ் ஓப்பன் ஆகும் அபிஷியல் பேஜ் அபிஷியல் வெப்சைட் இதுலயும் நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நைட் வாட்ச்மே சொல்ற நோட்டிகேஷன் இருக்கா இதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நைட் வாட்ச்மேன் வேலை சிக்கி நோட்டிபிகேஷன் தமிழ்ல வேணாலும் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல வேணாலும் இங்கிலீஷ்ல இருக்கு ரெண்டாவது ஜூனியர் பில் ஆஃபிஸின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா அதுக்கும் நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு அக்செப்ட் லிஸ்ட் சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா இதுக்கு புல்லாவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க படிக்கணும்னு வச்சா படிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து இருக்கு என்னால முடிஞ்ச சிவகங்கை மாவட்ட நீதி நீதித்துறை அலுகுன்னு போட்டிருக்கு கிளியரா அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா யாரும் டவுட் ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க சார் நீங்க சொல்றது புரியுது பட் அப்ளிகேஷன் கிடைக்கல அப்படின்ற அதுக்காக மட்டும்தான் நைட் ரெண்டாவது நைட் வாட்ச்மேன் யாராருன்னா தமிழ் எழுத படிக்க தெரியுமோ அவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் தவறுக்கு பாருங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கான தேவையான அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா அது பாருங்க உங்களுக்கு ஆடுறது இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல இருக்கு ரெண்டுமே இருக்கு நீங்க ரெண்டுத்துமே ஓப்பன் பண்ணிக்கலாம் நெட் ஸ்லோவாக இருந்தாலும் ஓப்பன் ஆமாட்டி பாரு தமிழ்லயே இருக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நெட் ஸ்லோவா இருந்தாலும் ஓப்பன் ஆகல ஓகேங்களா இருக்கு இங்கிலீஷ் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இங்கிலீஷ் எதனா டவுட்னா கண்டிப்பா நோட்டிபிகேஷன்ஸ்ல கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேர் டிஸ்லைக் பண்றீங்க பட் ஏன்ற ரீசன் சொல்ல மாட்டேன்றீங்க அதுதான் பிரச்சனை இருக்கு தமிழ் ஓபன் ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ நோட்டிபிகேஷன் சொல்லி இதுக்காக தான் சொல்றேன் நீங்க வந்து தயவு செய்து வெப்சைட்ல நீங்க ரெகுலரா பாருங்க ஏன்னா யூடியூப்ல நான் செல்லாத வீடியோ மட்டும் தான் சொல்றேன் மத்த வீடியோ சொல்ல முடியல ஏன்னா நிறைய ஜாப் இருக்கால நான் சில்லது எது தமிழ்நாடு இது தமிழ்நாடுக்கு முக்கியமா அந்த வீடியோ மட்டும் நான் போடுறேன் அதனால நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லா ஜாபோட பத்தி லிங்க்கும் கிடைக்கும் ரெண்டாவது நம்ம வெப்சைட்டோட லிங்க் கீழ வரும் வெப்சைட் ஓட அந்த லிங்கோட நேம் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்க கிளிக் பண்ண ஆகும் ஓப்பன் ஆயிடும் ஏன்னா டவுட்னு கண்டிப்பா கேளுங்க கமெண்ட்ஸ்ல ரெண்டாவது நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் வேலைக்கு யாராவதுலாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஆசை இருக்கோம் ரெகுலராக பாருங்கள் என்னோடய சேனல் மூலியமா யார்னா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் எனக்கு அதுவே பெரிய சக்ஸஸ் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை ஒரு பெட்டரான வீடியோவை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்பேன் ரெண்டாவது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில்